வழக்கு பயப்படுறதுக்கு வன்னாது இளைஞர்கள் சீமா பின்னாடி திறன மாட்டா திரட்டையில ஒரு சரியான ஒரு ஆண்மகன் இந்த இனத்துல உதிச்சு வந்து அவன் கைய புடிச்சிட்டு கரையேறதுக்கு லட்சக்கணக்கான தமிழ் தேசிய அடையாளங்களா இருக்கக்கூடிய இளைஞர் பெருமக்கள் திரண்ட இருக்கிறோம் கண்ணியத்துடன் படித்த பிள்ளைகள் வந்து நிக்கிறோம் எங்களுக்கு வேலை கூடுறான் நெய்வேலியில